ஹலோ எவ்ரிபடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓகேவா இதுக்கு மேலே எனக்கு பேச முடியல காய்ஸ் சரி ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஏர் சத்தமாக இருக்கும் கொஞ்சம் ஏர் சத்தமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க காய்ஸ் ஒரு பேடான வீடியோ நினைக்கிறேன் பேடான வீடியோனால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் பேடாக தான் இருக்கும் ஓகேவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கொஞ்சம் ஏறாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேவா அதை விட்டால் என்னென்னு இந்த பார்த்து இந்த ஹேக்கர் ஒரு பொட்டை நாய் பொட்டை தேவனையாமல் உனக்கு பிறந்த பையன் பாருங்க காஷ் இந்த மாதிரிலாம் ஹெட் அடித்து இந்த மாதிரிலாம் ஹேக்கை போட்டு ரேங்க் புஷ் பண்ணுன்னா அதுக்கு போயிட்டு உங்கள் மேலே எங்கன்னா போய் செத்துட்றான் பொட்டை நாய் பொட்டை தேவையாக பையே ஓகேவா இதுக்கு மேலே நான் என்னால் பேச முடியல காய்ஷ் ஒரு சின்ன பையன்தான் ஓகேவா பொட்டை நாயே இங்கே மாதிரி ஹெட்சாட்டை அடித்து ரேங்க் புஷ் பண்ணுன்னா வச்சுக்கோமே நீலாம் எங்கன்னா போய் செத்துட்றான் மோனிங் இன்றைக்கே போய் செத்துரு சரி ஓகேவா பாருங்கள் இந்த பையா அலாக்கு பையன் நினைக்கிறேன் அலாக்கு தான் நினைக்கிறேன் அங்கே போய் அலாக்கு பொறுக்கி நாய் இவனும் இவன் கூட இருக்கிறவனும் கொஞ்சம் ப்ரோ ஹேக்கர் தான் நினைக்கிறேன் ப்ரோ ஹேக்கர் மட்டுந்தான் இந்த மாதிரிலாம் ஓட்டு ஓட்டு அடிப்பாங்க ஓகே ஸ்கோப் போட்டு ஸ்கோப் எடுத்துகிட்டு அடிப்பாங்க இந்த மாதிரி பாட் ஹேக்கர் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை ஏண்டா பப்ஜி ஏன்டா ஃப்ரீ வந்து ஏன்டா இப்படி மாதிரி அசிங்கம் படுத்துருங்க கேவலமான பயிரில்லாம் இதுக்கெல்லாம் போயிட்டு எங்கன்னா செத்துணுங்காடி ஏன்னடா உங்களுக்குலாம் பிஜிஎம் போட்டு மியூசிக் போகிறோம் பிஜிஎம் உங்கள் அம்மாவே டே சரி ஓகே டே நீ இட்ரா அம்மாள நீ என்ன லூட் அடிக்கிற ரூட் அடிக்கங்க அப்புறம் எம்ஏ டூபி வேறு லட்சணம் கருமா அதில் பிளாஸ்மாக எம்ஏ டூபி அது அவங்க ஒரு ஆளுமா ஐயோ விஎஸ்எஸ் பொட்ட நாய் ஏடா பப்ஜியை போய் ஏன்டா புனிதமானதுன்னு நினைக்கண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம் பாஸ் நல்லா பண்ணலாடா சரி ஓகே அதை விட்டால் என்ன பண்ணலாம் டைம் பாஸு ஓகே வீட்டில் அம்மா பாட்டு திட்டு வாங்கி அடி வாங்கி டாப்பண்ணி அப்படியெல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் விளாண்டுட்டுருக்காங்கடா டே நானும் சின்ன பசங்க தான்டா நானும் மாதிரி பெரிய பையனை கூட விளாடான் ஏன்னா சின்ன பையன் ஹேக் போட தெரியாதுடா உன்ன மாதிரி வளர்ந்துகிட்டப்ப ஏதாண்டா ஹேக் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்துவீங்க டி பொட்ட நாய்ங்களா இதெல்லாம் என்னடா பிண்டாடி ஆமாம் இன்னமும் இன்னும் டிஜிபி சிங் இந்த பா சேனல் பார்த்துக்காடா நான் டிஜிபி அண்ணனோட டிஜிபி சிங்கம் டிஜிபி டிஜிபி ஷேடி டிஜிபி உல்ஃபு அவங்களோட ஃபேன் ஆனாலா டி அவங்க மாதிரி எப்படி பேசுகிறாங்க பாடுறா டி அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு ஹேக்கை போடாதீங்க அதை போடாதீங்க தான்டா வீடியோ போடுறாங்க டே ஏண்டா பொட்டை நாயே ஏன்டா டிஜிபி சிங்க அண்ணனா நான்லாம் ரொம்ப ஃபேனாடி ரொம்ப அவரோட ஃபேன்ரா அந்த அன் அவரு எத்தனா படிக்கிறான்னு எத்தனை ஸ்டாண்டர்டெலாம் சரி எனக்கு தெரிஞ்சு அவர் காலேஜி தான் ஆனால் அவரோட ஃபேஸு இது கூட ரிவ்யூ கூட போட்டதே இல்லடா ஏடா அந்த மாதிரிலாம் வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி பேட்டில் ரெ ரெலிஜன் டாப் டென் போய் அவனு வெறிகுண்டுலாம் வளாறாங்க டாடி நீலாம் என்னடா வளராறா டே அட்டன் நாயே ஏண்டா நீலாம் என்ன கிராண்ட் மாஸ்டர் போகிறியா டாடி ஓச்சில கிளம்புறா அங்கே போய் இன்னொரு பையன் ஹேக் நினைக்கிறேன் ஓகேவா அவன் ஹேக் போடல அவன் ஃப்ரெண்டு தான் ஹேக்க போட்டு அவன் மூலியமாக இவன் கிராண்ட் மாஸ்டர் போகலான்னு பார்க்குறான் இல்லை ஹீரோக்கு போகலான்னு பார்க்குறானா சும்மா வச்சான் டே நீ ஹேக்க போகிறா அப்படின்னு சொல்கிறது பசரம் போகிறானா என்னன்னு தெரியல சரி ஓகேவா டே உனக்கு தான் எம்ஏ டுபி எதுக்குறா தரமான ஹெச்ஆட் எடுக்கிறானே என்ட பாட்டு உங்கள் சரி ஓகே நீ ஓடி நீ என்ன தான் நான் பார்க்கறேன் நீ வீடியோ எடுக்கிறதை பார்க்குறேன் உங்கள் அம்மாவில் நான் உனக்கு விடமாட்டேன்தான் டே கண்டென்ட்டில் என்னோட சேனலே பெருசாக வாட்டினாலும் பரவாயில்லடா உனக்கு கெட்ட வார்த்தையில திட்டி தானே என் மனசை தீர்த்துக்கணும் ஓகேவா சரி எம்ஏ டூ பி விஎஸ்எஸ் இந்த மாதிரி கண்ணில் நீ என்ன தான் பண்ணுறேன்னு ரொம்ப வேறு யா யார் வேறு ஸ்கிரீன் டாக்டர் வேறு எடுத்து ஆஃப் பண்ணுமோ என்னமோ தான் ஓகேவா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா போச்சுக்காய் சரிக்கா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ரொம்ப கெட்ட வார்த்தை தான் ஓகேவா இது கெட்ட வாரத்துக்கானதான் வீடியோ பதினெட்டு வயசு உள்ளே இருக்கிறவங்க யாரும் பார்க்காதீங்க ஏன்னா நானும் பதினெட்டு வயசுக்குள்ளே வந்தால் ஏன்னா என்னால் சின்ன பசங்க கூட சரி எப்படி சொல்கிறது அது வயசுக்கு சின்னதாக இருக்கிறவனா கூட கெட்ட வார்த்தை பேச வைக்கிறாங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி அப்படி ஹெச் ஆட்டி வைக்கிறான்னு மட்டும் பாரு நேராக அவனுக்கு அப்படியே திருப்பிட்டு தான் நினைக்கிறேன் ஒரு அழகாக திருப்புவான் ஆனால் இது என்ன தான் பைத்தியம் ஹெட்சட் எப்படி அடிப்பான்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கித்தப்பா அடிச்சிட்டான் போல இப்போ பாருங்கள் அடிக்கிறது மட்டும் பாருங்கள் ஐயோ ஐயோ ஹெட்டாக தான் இந்த மாதிரிலாம் நார்மல் ஹேக்கரால் அடிக்க முடியாது இது ஒரு ப்ரோ ஹேக்கர் தான் நினைக்கிறேன் அவன் டீமேட்டு பாருங்கள் அவன் கூடே இருக்கான் இவன் இவன் டவுன் ஆகிட்டான்னு வச்சு உடனே ரே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ஆனால் இவன் டவுன் ஆகிற மாதிரி தெரில அங்கே ஒருத்தர் வேறு பொட்டை கேரக்டரை போட்டிருக்கான்டே சரி ஆட்ரா ஆட்ரா ஆடுறா அவன் டீம் ஆலை அங்கிருந்து ஒளிஞ்சுட்டு அடிச்சுட்டு இருக்கான் அவனோடய இதை அந்த குரோனா கேரக்டரோட இதை உடைக்கணுன்னு நினைக்கிறேன் ஓகே கிராண்டட் ஐயோ ஐயோ அம்மா சாமி ஒருத்த டவுனு டவுன் ஆட்டி ரொம்பவே பட்டு மறுபடியும் டவுனு சரி நீ வான் எப்படியும் அவனை முடிச்சிடுவான் சரி ஓகே போடா இங்கே பாருங்கள் அவன் டீ மாலை விட்டுட்டு இவன் பாருங்கள் நேக்கா அடிக்கிறான் யூ இந்த மாதிரி ஹேக்கை போட்டுலாம் ஏன்டா இந்த புனிதமான எப்படி சொல்கிறது இந்த புனிதமான ஃப்ரீ ஃபயரை கெடுக்கிறதுக்குன்னே அப்படிங்க ஏன்டா பப்ஜிலாம் என்பருங்கெல்லாம் எப்படி சொல்கிறது ஆ விபிஎன் யூஸ் பண்ணி விளாட்றானுங்க அந்த மாதிரி பப்ஜியெல்லாம் ஹேக்கை போட்டு விளாடுங்கடா ஏன்டா இங்கே வந்து சின்ன சின்ன பசங்களெல்லாம் கெடுக்குறீங்க ஐடி ஹேக்கு தூண்டுறதே நீங்கள் தானாடா கெட்ட வரத்த தூண்டுறதெல்லாம் தானடா ஏன்டா பாட்டுங்க உமாவில பாட்டுங்களா டே பாட்டு உமால் இதுக்கு வேலை எப்பட்றான்னா கெட்ட வரத்த பேசுகிறது ஐயோ சரி ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அதை விட்டால் எனக்கு எதுவும் பேச தெரியல வேறு பன்னெண்டு நிமிஷம் வீடியோ தொண்டை தண்ணி போக தான் கத்தி ஆகணும் நானும் ஒரு சின்ன பையன்தான் சரி ஓகேவா இந்த மாதிரி வீடியோவெல்லாம் யாரும் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் சத்தியமாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹேக்கர் வீடியோ இந்த மாதிரி ஹேக்கர்லாம் இருக்கானுங்களா அப்படின்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கோங்க என்னோடய ஐடி கூட ஹேக் பண்ணானுங்க ஐடி ஹேக் பண்ணதை விட என்னை ஏமாற்றிட்டான்னு தான் சொல்லணும் ஒரு சின்ன பசங்க யாரும் இந்த மாதிரி ஐடி ஹேக் பண்ண முடியாது காஷ் நான் சுத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஐடி சின்ன பசங்கனா ஐடி திருடணும்னு தூண்டதே இந்த மாதிரி வளர்ந்துகிட்டே மாடு பண்ணி குரங்கு ஏன்னா பைத்தியம் இந்த மாதிரி பசங்க மட்டுந்தான் பண்ணுவாங்க ஓகேவா இந்த மாதிரி சின்ன பசங்க யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வளர்ந்துக்கட்டவன் மட்டும்தான் என் ஐடியெல்லாம் வளர்ந்துகிட்டவன் தான் எப்படி சொல்கிறது ஏமாற்றி திருடிட்டு போயிட்டான் ஓகேவா நல்லா அன்பாக பேசினவன் என்னோடய ஐடியை திருடிட்டு போயிட்டான் அந்த லெவலில் அவ்வளோ லெவல்லாம் கிடையாது ஏன்னா ஜஸ்ட் எத்தனை சொல்லலாம் அறுபத்தி நினைக்கிறேன் அவ்வளோ தான் தான் என்னோடய ஐடியா லெவலு ஓகேவா அந்த லெவலை அழகாக ஏமாற்றி திருடிப்பட்டு போய்ட்டான் பாஸ்வேர்டுற மறுபடியும் ஃபர்கட் பட்டான் ஓகேவா அந்த பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணனால தான் என்னுடைய ஐடியா ரெக்கவர் பண்ண முடியல எங்கள் பீக்கில் அந்த மேட்சை முடிச்சுட்டு இந்த பட்டை பரதேசி பஞ்சு முடிச்ச தேவையாக போவேன் இப்போ எங்கே போய்ட்டுருக்கான் புச்சுனா போய்ட்டு வச்சுனாக்கலாம் அங்கே எந்த பா ஓ ஐ ஐ ஐ ஐ ஐயோ இந்த மாதிரி லாங்கில் ஹெட் அடிக்கிறது சத்தியமாக முடியாது காய் நம்ம ஹேக் போட இது உண்மையிலே எப்படா நீ ஹேக்கர்னு போய் பிடிக்கிறாடா இதெல்லாம் நார்மலாக அடிக்கலாமேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா காய் சத்தியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இவன் ஹேக்கர் மட்டும்தான் அடித்து அது எல்லாம் ஹெட்செட் தான் ஓகேவா பார்த்துட்டே இருக்குங்க ஏடா சத்தம் வரலன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா வெள்ளை காய் சும்மா அவன் லூட்டை அடிச்சுட்டு இருக்கா அதனால பார்த்துட்டு தான் ஓகேவா ஏன்டா பொட்ட நாய்ங்களே பொட்ட நாய்ங்களை ஏன்டா இதில் வந்து புனிதமான ஃப்ரீ ஃபையரை போய்ட்டு அசிங்கப்படுத்துகிறீங்க ஏண்டா ஒரு ஏரியில் க அமைதியாக இருக்கிற ஏரியில் கள்ள தூக்கி மாதிரி இல்லா பண்ணிருக்கீங்க ஏண்டா பாட்டு பாட்டு முண்டையில்லாம் ஏன்டா பாட்டு முண்டையில்லா எங்கள் பேர் அங்கே லூட்டு எம்ஏ ரெண்டு பேரும் எம்ஏ டூபி காம்பினேஷன் பாருங்கள் எம்ஏ டூபி ஓகேவா அதில் என்ன காம்பினேஷன் கூட எனக்கு சத்தியமாக புரியலை SMG ஸ்னைப்பர் ஓகேவா அந்த ஸ்னைப்பர் புல்லட்டு எஸ் ரெண்டு லாங்வேஜி கன்று தான் லாங்க்ரேஜ் கண்ணை வச்சுட்டு என்ன ஒரு ஹேக்கை போட்டு இதெல்லாம் சந்தோஷமாக சுற்றலாம் பார்த்தீங்களா இந்தமாதிரி ஹேக்கை போகிறவங்கள சின்ன பசங்கள் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் சின்ன பசங்கள் கிடையாது நாதாரி பிடிச்ச பொட்ட பயலுகள் பொட்டை பயலுகள் இப்போ பாருங்கள் இப்போ இருக்கானா ஆமாம் பொச்சி இருக்கும்போது ஒரு ஹெட்ச்ட்டு எப்படி அடிப்பானே பாருங்கள் பாருங்க இன்னும் இன்னும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வரும் ஓகேவா நான் ஸ்கிப் பண்ணலை இவன் ஹேக்கர் வீடியோவாக நான் கொஞ்சம் கூட ஸ்பி ஸ்கிப் பண்ணவே இல்லை அவன் அவன் ஃப்ரெண்டு டெலிஃபோன் ஹேக் போட்டுக்கானா என்னன்னு தெரில இவன் ஒரு ஹெட் செட் போட்டுருக்கேன் இப்போ ஒரு ஹெட் செட் வரும் பாருங்கள் இனிமையாக அவருக்கு தெரியல ஓகேவா நான் ரிவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே டூ த்ரீ அப்பா என்ன ஒரு ஹெட் சேட் இந்த மாதிரிலாம் அடிக்கணும் நார்மல் ஆக்கிறால முடியாது இங்கேருந்து பார்த்தா நான் குவாலிட்டி கம்மியாக வச்சிருக்கணும் என்னமோ தெரில ஓகேவா ஆனால் ஹெட் சாட் தான் அவன் கவர் எடுத்துகிட்டு ஒழிஞ்சிருந்தானா உடம்புலேயே அடிக்காத அளவுக்குலாம் ஸ்னைப்பரில் இந்த இந்த அளவுக்கு ஹெட் அடிக்க முடியாது கைஸ் உண்மையாலுமே சொல்கிறேன் இன்னும் உடம்புலேயாச்சும் ஒன்றாச்சும் உழுகும் இவன் தான் போய் அடிப்பான் இன்னும் அழைவு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்குது உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தானே வச்சுக்கோங்களேன் போயிட்டு இந்த யூடியூப் செட்டிங்ஸில் மேலே த்ரீ ஐக்கான் இருக்கும் ஓகேவா த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி குவாலிட்டி கொஞ்சம் ஹை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா அந்த ஹேக்கர் வீடியோ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அவனை அவன் இவனை பார்த்துருந்தான் அவன் ஹேக்கர் போடலை பாருங்கள் சும்மா ஹெட் விழுவோம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறான் பைத்தே காரங்க அம்மாவில் தெவடியாக பையலை ஓகே அடி இங்க பாருங்க ஸ்வசாந்திரா அட்டி என்ன பண்ண முடியும் அவனுக்கு என்னான்னு தெரியல ஆனால் குளோவல் ஒறிஞ்சிருச்சு பாருங்க ஆனால் அவன் இருக்கும் போதுதான் குளோவலே போட்டான் இப்போ குளோவல் போட விட்டு ரெண்டு பேரையும் அடிச்சு போய் அடிச்சிட்டான் தத்திரியை முடித்த தேவடியா பயில பாட்டு பயலை உங்கம்மாவால் உனக்குலாம் ஜமன்டா அடிக்கிறான் டேய் பாட்டு தெப்படியா போனேன் என் டீமை முடித்த பாட்டு தேவடியா பயலை ஏண்டா என்ன முன்னே தெவடியா மாவுனே நீ ஸ்னைப்பர் யூஸ் பண்ண தெரியுமாட்டா ஓகேக்காய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அவ்வளோதான் வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் காய் நல்லா நல்ல வீடியோ நல்லதா பேசுறேன்